வைத்து அழிப்பதா தலையை தேர்ந்தடியால் தனி வழியே நடந்தினமா உச்சியல் உருக்கு வாணி ஓங்கி அறிவதர் உழுக்கு வாணி ஓங்கி ஓங்கி அறிவதி வகிந்து கெட்டி வாங்கு பொடி போட்டனும்மா பாடலாக கூடியது தாய் மகள் இயேசல் என்றும் பீசா ஹதீத் என்றும் சொல்லுவார்கள் ஆனால் தாய் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள் மகள் நரகத்தில் இருக்கின்றார்கள் தாய்க்கு ஏன் சொர்க்கம் கிடைத்தது மகளுக்கு ஏன் நரகம் கிடைத்தது என்பதைப் பற்றி பார்க்க வேண்டும் வழிபெட்டு நடந்து அல்லாருடைய அங்கார வணக்கத்தையும் விவாதத்தையும் செய்து இறைவனுடைய நல்லாசியை பெற்று ஈமானோடு மௌத்தாகி அந்த தாய் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அதே நேரத்தில் அவர்கள் பெற்ற மகள் நரகத்திலே கடந்து வேதனைப்படுகின்றார்கள் நரகத்திலே கிடந்து வேதனைப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு வேதனை அல்ல உச்சி தொடுத்து உள்ளங்கால் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுக்கின்ற அந்த தாய்க்கு எடுத்து காட்டப்படுகின்றது அப்பந்தான் அந்த தாய் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார் நான் பெற்ற மகளே என் அருமை கண்மணியான மகளே உன்னை இந்த உலகத்திலே பெற்று வளர்த்து ஆரட்டி சீராட்டி நல்ல மார்க்க கல்விகளை உனக்கு படித்து கொடுத்து வயதுக்கு பொருத்தமான முறையிலே ஒரு கணவருக்கு அதற்குத்தான் அந்த மகள் பல சொல்லுகின்றனர் அப்ப தாய் கேட்கின்றார்கள் என் அருமை கண்மணியான மகளே உனக்கு ஏன் இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது அந்த மகள் பல சொல்லுகின்ற என் அருமை தாய் அவர்களே இந்த படித்திருந்தும்றந்து நடந்ததினால எனக்கு கொடுக்கின்ற இந்த அதாபு என்று அந்த மகள் பெய் சொன்னார்கள் அப்பந்தான் தாய்களுக்கு என் அருமை கண்மணியான மகளே அதாபு உன்னுடைய அருமை வாய்ந்த தாய்களிலே நரகத்தினுடைய ஜப்பானியூட்டி வேதனை அபாபடுத்துகிறார்கள் நீ என்ன குற்றம் செய்தாய் என்று தாய் கேட்கின்றார் அப்ப மகள் சொல்லுகின்ற தலையை திறந்தடியால் தனி வழியே நடந்தா நம்முடைய சிலுடைய சட்ட திட்டங்களின் படி நம்முடைய மார்க்கின்படி அதையெல்லாம் நான் மறந்துவிட்டு கோஷா முறை என்று சொல்லக்கூடிய பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் சென்றதுனால எனக்கு இந்த முறையிலே வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பல் சொன்னார்களாம் இதை கேட்ட அந்த தாய் விடவில்லை மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் கண்கள் இரண்டிலும் கண்கள் எண்டிலுமே கதிர காட்சி அறிவருமா கண்ணாலே உருக்கியிருந்த கணவரையும் பார்த்தேனாம் கண்ணத்தின் சனிகளெல்லாம் கீடுமா கண்ணத்தின் சனிகளெல்லாம் கீடு கீபர்மா கள்ள மன வாழ்க்கை கடந்த முக்கம் சொல்லிடுவேதமையை சொ என் அன்பு கண்மணியான மகளே கண்கள் இரண்டிலுமே கதனை காட்சி அடைவதென்ன ஆண்டவன் கொடுத்து அழகு வாய்ந்த கண்களில் நரகத்தினுடைய ஜப்பானியாக்கள் கதறுகளை காட்சி ஒண்ணுடைய கண்களை குத்தி ஆதாரப்படுத்துகின்றார்களே செய்துகின்ற பார்க்கும்படியாக இன்னும் பார்க்க கூடிய பார்வைகளை பார்ப்பதற்காக ஆண்டவன் தந்த இந்த கண்ணை கொண்டு பார்க்க கூடாத ஹராமான பார்வைகளாக பார்த்தேன் அது மட்டுமல்ல என்னுடைய கணவர் ஏதாகிலும் என்னுடைய இடத்திலே வந்து கேட்டார்களே எனக்கு பொறுக்கவில்லை என்று சொன்னால் கண் கோபமாக பார்த்த உடனே அவர்கள் அப்படியே பயந்து விடுவார்கள் இப்படி கணவனை மிரட்டக்கூடிய முறையிலே நான் கண்களை கொண்டு பார்த்தேன் இப்படி பார்க்க கூடாத பார்வைகளாக பார்த்தேன் அதனால் எனக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வேதனை என்று அந்த மகள் சொன்னுடைய இருக்கிறது என்பதை பற்றி உணர்த்து காட்டுகின்றார் என்ற பாடலை பாடியவர்கள் அது மட்டுமல்ல அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் என்ன கேட்கின்றார்களே ஆனால் மூண்டும் அறிவத முகுும்றிவருன்னா முகுத்தீ பில்லா திட்டு முகமி தீர்த்தீந்தேனீர் குமாரன் என்றும் செவ்வாணி அறிவதுமா செவீர் குமாரன் என்றும் செவ்வாணி அறிவத வார்த்தைகளை கேட்ட நின்று சொன்னேனும் சொல்லுகிறேன் விவரமாக கேளுங்கள் மகளை பார்த்து என் அன்பு மகளே மூக்கு துவார என்று அறிவது என்ன அதாவது உன்னுடைய அழகு வாய்ந்த முகத்திலே உன்னுடைய மூக்களை அதாவது துவாரங்களில் நரகத்துடைய மலக்குகள் முள்ளானிகளை கொண்டு ஒன்னை குத்தி அடாபடுத்துகிறார்கள் என்று குற்றம் செய்தாய் சொல்லுகின்றால் தாய் அவர்களே அதாவது பெண்கள் நகை அணிவது அவர்களுக்கு சொன்னது அதாவது எந்த முறையில வீடக்கமாக தன்னுடைய கணவருக்கு தன்னை அலங்காரம் செய்திருப்பது அவர்களுக்கு அது கூடுமானது அதை மறந்து நான் நகை போட்டிருக்கின்றேன் மூக்குத்தி போட்டிருக்கின்றேன் புல்லாக்கு போட்டிருக்கின்றேன் என்ன ஆபரணங்களை அணிந்து இருக்கின்றேன் எல்லாரும் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய முறையில நான் எல்லா எல்லா விதமான ஆபரணங்கள் தெரியக்கூடிய முறையில நான் பகிரங்கமாக நடந்தேன் ஆகியனால எல்லாரும் பார்க்கக்கூடிய முறையிலே நான் மினிக்குத் திரிந்தேன் அதனால் எனக்கு இப்பேர் கொடுத்த ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் சொன்னார்கள் செவியில் துவாரும் செப்பானி அறைவதென்ன உன்னுடைய காதி செவிகளிலுடைய நெருப்பு ஆணிகளை கொண்டு அரைந்து என்று சொன்னேன் சொல்லுகின்ற என் அருமை தாயவர்களே அதாவது கேளாத வார்த்தைகளை அக்கம் என்ன அட்ட அட்டவிட்டார்கள் ஏதாவது நமக்கு விரோதமானவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லாததை சொன்னார்கள் என்று இன்னும் அவர்கள் சொல்லாதே சொன்னார்கள் என்று நான் காதலியை கேட்டேன் கேடாத வார்த்தைகளை சொல்லாத வார்த்தைகளை காதலியை கேட்டேன் என்று சொன்னேன் அது மட்டுமல்ல இன்னும் மேலே வீட்டாக நம்மளை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று ஒத்து கேட்டேன் இப்படி வார்த்தளை கேட்டேன் என்று சொன்னதற்காக வேண்டி எனக்கு இப்பேர் இருத்த ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் சொன்னார்களா அது மட்டுமல்ல அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் என்ன கேட்கின்றார்களையா நான் வாழ்கொண்டே கேள்வதெல்லாம் வாழ்ந்து நான் கெடுத்து பகிர்ந்து கெடுப்பதனா கொள்குண்டா மணிகள் சொல்லி கொடியை கெடுத்தே தீண்டி அவா செய்வதே தீண்டி அவா செய்வதா ஏழைகள் உடருவ வேதனையை சொல்லுகிறேன் விவரமாக கேள் அந்த தாய் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார் அம்மா அருமை கண்மணியான மகளே டைய மலக்குகள் வாழ்கொண்டு நாக்கு எழுத்து வகிந்து கிழிப்பது அழகான உன்னுடைய நாவுகளை அரகத்துடைய மலக்குகள் வாழ்கொண்டு அறுத்து உன்னை அலாபப்படுத்துகின்றார்களே நீ என்ன குற்றம் செய்தால் என்ன ஒரு கொள்கை செய்தால் ஏன் இப்படி உனக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது அந்த மகள் பலர் சொல்லுகின்றது என் அருமை தாயவர்களே ஆண்டவன் தந்தை இந்த நாவை கொண்டு நல்லதை பேசாதபடி நல்லதை சொல்லாதபடி இந்த நாவினாலே போல் பேசினேன் இதுபோன்று சொல்லக்கூடாத வார்த்தைகளை இந்த நாவினால் சொன்னேன் அதனால் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படுகின்றது ஆண்டவன் கொடுத்த இந்த நாவை கொண்டு நல்ல பழக்கங்களை சொல்ல வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் ஒரு ஆணை ஓத வேண்டும் இது போன்று நல்ல பழக்கங்களுக்கு என்று அந்த மகள் பதில் சொன்னார்களாம் அது மட்டுமல்ல இன்னும் வாழ்கொண்டு நாக்கெழுத்து வகுந்து கிழிப்பதென்ன கோழ்குண்டா மணிகள் சொல்லி குடியை கெடுத்தேன் அம்மா தேலுடன் பாம்பு வந்து தீண்டி அதா ஏழைகள் குடல் கொதிப்பில் ஈன உடல் வளர்த்தேனா அதாவது பாம்புகளும் நரகத்தினுடைய தேவுகளும் பயங்கரமாவுடைய விசத்தண்டுகளும் ஒன்னை கழித்து அலாபப்படுத்துகின்றதே நீ என்ன கூற்றம் செய்தால் அப்பதான் இந்த மகள் சொல்லுகின்றது ஏழைகள் குடல் கொதிப்பில் ஈன உடல் வளர்த்தேனா வாடிக்கே மக்கள் வையும் கொடுமையாக அஞ்சோ பத்தோ தாருங்கள் என்று கேட்டால் அதுபோன்று நூறு ரூபாயை கொடுத்தால் அதற்கு வட்டியாக நான் பத்து ரூபாயோ பதினைந்து ரூபாயோ வாங்குகின்றது இதுபோன்று அதாவது ஏழைகள் குடல் கொதிப்பில் ஈன உடல் வளர்த்தேன் அம்மா இந்த விதமான முறையிலே ஏழைகளை நான் பிழிந்து சாப்பிட்டேன் அதனால் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் தாய்க்கு பிற சொன்னார்களாம் இதை கேட்ட அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கின்றார்கள் நெஞ்சை பிழந்து மஞ்சகம் சூதுகளை வாழ்நாள் செய்த குழரி அழுதவே அடிப்பதன்மா குழரி அழுதவே கொள்ளி கொண்டு அடிப்பதா கடலில் கண்மோ சொல்லு விவரமாக கண்மணியான மகளே நெஞ்சை பிழந்து அதிக நேராப்பு இடுவதென்ன உன்னுடைய நெஞ்சை பிழப்பு நரகத்துடைய மனக்குகள் இந்த விதமான பயங்கரமான ஒரு வேதனையை கொடுக்கின்றார்களே நீ என்ன குற்றம் செய்தாய் மகள் பத சொல்லுகின்றது வஞ்சகம் செய்த என் பொய் சொன்னேன் நெஞ்சார அழுத்தவர்களை நான் மனமாற நான் வஞ்சித்து கொடுமை செய்தேன் அதனால் எனக்கு இப்பே இருக்கு ஒரு பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுகின்றது குளரி அழுதிடவே கொள்ளி கூன்று அடிப்பதென்ன வாய் உணர நாணர நரகத்துடைய மணக்குகளை ஒன்னே அடித்து அதாபடுத்துகின்றார்களே நீ என்ன குற்றம் செய்தாய் களரி விளம்பையில் கண்புறம் பார்த்தேன் என் அன்பு தாயே அதாவது என்னுடைய சொந்த வந்தால் அவர்களுக்கு நான் தனியாக கவனிப்பது ஒரு கல்யாணமோ ஒரு காட்சியோ இது போன்ற நல்ல வைபவங்கள்ல சொந்த என்று சொல்லக்கூடிய முறையில என்னுடைய தாய் என்னுடைய தகப்ப வழிக்காரங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள தனியா கவனிக்கிறது அவங்கள வேற மாதிரி கவனிக்கிறது களரி கண்ணோரம் பார்த்தேன் செய்தேன் இவ்வளவு பெரிய ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களா அந்த அம்மா விடல மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் அள்ளியூன்றா அறுத்தருத்து அடுத்த இருப்பதான் மல்லிகை முடிந்து சினிமா பார்க்க போக நிறமா ஒன்னுடைய கருண் கூந்தல்களையெல்லாம் அரகத்துடைய ஜப்பானி வேதனையை அதாவது தலைகளிலே முக்காடு இல்லாதபடி பூ புஷ்பங்களை அழிந்து பலர் பார்க்கும்படியாக தலையிலிருந்து செல்லக்கூடாத போகக்கூடாத இடங்களுக்கு நான் சென்றேன் அதனால் எனக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனை தெல்லிய உடல் தீயிலிட்டு எரிப்பதற்கான மெல்லிய உடை அதாவது அங்கங்கள் தெரிய வேண்டிய அளவுக்கு மெல்லிய உடைகளை அணிந்து நான் பிறர் பார்க்கும்படியாக ஆபாசமான முறையில் நான் நடந்தேன் அதனால் எனக்கு இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது அந்த பார்க்க வேண்டும் இப்பொழுது அல்ல முன்பே நம்முடைய அருமநாயகம் சொந்தவாக வரைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பின்னால் ஒரு கார வரும் அலாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று பெண்கள் தன்னுடைய அங்கங்கள் வெளியே தெரிய வேண்டிய அளவுக்கு ஆபாசமான உடை அணிந்து செல்வார்கள் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் என்று நம்முடைய அருமநாயகர் சூரியன் சொல்லாக வரைவ என்று சொன்னார்கள் அது இன்று நடக்கின்றது நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகையினால் காலத்துடைய நன்மையை பொறுத்து சேவையினுடைய தரங்கள் குறைந்து விட்டது அந்த காலத்துல பதினாறு முனம் பதினெட்டு முனம் இது போன்ற நவநாகரிகமான ஆடைகளுடைய தன்மை என்றா தலையில போட்டாலும் கிடக்காது முக்காடு ஆகையினால மனமும் ரொம்ப குறைஞ்சு போச்சு சற்று சிந்திக்கணும் அறவை பெரியவர்களே தாய்மார்களே நடந்தரித்திர வரலாறை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் ஒரு நாள் அன்று பி வித்திமா அவர்கள் அரண்மநாயகம் அவர்கள் ஹபீஸ் பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாத்திமா கூட கொண்டிருக்க வேண்டிய ஒரு காட்சியை அவர்கள் கண்டு மற்றவர்களிடத்திலே கேட்கின்றார்களா அதோ போகின்ற அந்த மூதாட்டி யார் என்று பக்கத்தில் இருக்க சொல்லுகின்றார்கள் என்று உங்களுக்கு அவர்கள் தான் தாங்களுடைய அருமை கண்மணியானவர்கள் பிவி ஃபாத்திமா பாத்திமாவா இந்த அளவுக்கு பெரிய ஒரு கிளவியை போன்று போகின்றார்கள் என்று அரும நம்பி வயந்தார்களா அந்த வெளியே செல்லும் பொழுது அவர்கள் குறைத்து சென்று எண்ணி பார்க்க வேண்டும் நவநாகரீகமான காலத்தில் பெண்கள் எந்த முறையில் நாம் வெளியே சொல்லுகின்றோம் அந்த பாத்திமாவுடைய செவ்வாயத்தை அடையக்கூடிய பெறக்கூடிய நாம் எந்த முறையிலே நடக்கின்றோம் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காரணத்தை கொண்டு எனக்கு இப்படி ஒரு பயங்கரமான வேதனையை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களாம் அந்த அம்மா விடல மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் என் அருமை கண்மணியான மகளே என்னுடைய செல்வமே உனக்கு மீண்டும் இந்த நரகத்தினுடைய மலக்குகள் உனக்கு வேதனை கொடுக்கின்றார்கள் என்று அந்த மகளை பார்த்து அந்த தாயும் மீண்டும் கேட்கின்றார்கள் மூளைகள் சிதறும்படி மலக்கு உன்னை அடிப்பது மூளைகள் சிதறும்படி மலக்கு உன்னை அடிப்பதனா ஆவனை தனிக்க விட்டு அடுத்தவனை கெடுத்தனா அந்த பாய் மீண்டும் கேட்கின்றார்கள் அருமை மகளே மூளைகள் சிதறும்படி மலக்கு உன்னை அடிப்பதென்ன ஒன்றுடைய மூளைகள் எல்லாம் சுதறக்கூடிய முறையிலே கரகத்துடைய மலக்குகள் லெபானியாக்கள் உன்னை அழித்து வேதனைப்படுத்துகின்றார்களே நீ என்ன குற்றம் செய்தார் நீ என்ன உங்களை தவறு செய்தது என்று அந்த கேட்டார்கள் சொல்லுகின்றார் அன்பு தாயே ஆவனை தவிக்கிவிட்டு அடுத்தவனை கெடுத்தேன் அம்மா தன்னை ஆடக்கூடிய தன்னுடைய கணவன் இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனுக்கு துரோகமான முறையில தன்னு தன்னுடைய கணவனுக்கு திரும்பம் செய்துவிட்டு நான் நான் மன நிறைவோடு வாழ்ந்தேன் ஆகையினால கெட்டதும் அல்லாது அவர்களையும் கெடும்படியாக செய்தேன் இது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்த எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொல்லுகின்றார்கள் அதை கேட்ட அந்த தாயினுடைய உள்ளம் தாங்கவில்லை அந்த தாயினுடைய மனம் ரெண்டு வேதனைப்படுகின்றது மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள் தன்னுடைய மகளை பார்த்து என்ன கேட்கின்றார்களே ஆனால் கொண்டு திருக்கரங்கள் அற்புதம் அம்பும் கொண்டு திருக்கரங்கள் அற்புதம் நீட்டிய கடவுள் செய்து வயிறு நாம் அருமை கண்மணியான மகளே தீட்டிய ரம்பம் கொண்டு திருக்கரங்கள் அறுப்பதென்னு மலக்குகள் ரம்பங்களை கொண்டு அழகு வாய்ந்த கரங்களை கண்டமாகத்தானே அழிந்து வேதனைப்படுத்துகின்றார்களே என்ன குற்றம் செய்தாய் மகள் பதில் சொல்லுகின்றது என் அருமை தாயவர்களே நீட்டிய கரவு செய்து நீலிமையில் அதாவது பொருளை நான் களவு செய்து பொருள்களை அபகரித்து நான் உண்டதுனால எனக்கு சொன்னார்களாம் நாட்டிய பாதத்தில நட்டுப்புக்காரி கொட்டுவது என்ன உன்னுடைய அழகு வாய்ந்த பாதங்களில் நரகத்தினுடைய பயங்கரமான வசத்துகள் உன்னை கழித்து வேதனைப்படுத்துகின்றது என்ன கூட்டம் செய்தாய் கொலுசுக்கு செலங்கை கேட்டி குலுக்கு நடந்தேன் அம்மா அதாவது ஒளி அதாவது புதுசான ஆபரணம் அந்த காலிலே போட்டு அது நாலு பேருக்கு காலு கேட்கும்படியாக பூமியிலே திட்டு திட்டுன்னு மிதிக்கிறது அப்பதான் சத்தம் அதான் கொலுசுக்கு செலங்கை கேட்டி குதிக்கி குதிக்கி நடந்தேன் அம்மா அந்த முறையில் நான் நான் நான் நடந்தேன் அல்லா ரசூனை மறந்தேன் நடப்பது பெரிய குற்றம் மாலை மயிலே நாளித்த வாழ்வும் இறை குயிலே பெண் புத்தி மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல சொல்லுகின்ற பூமி அதிரவே பூண்டடி வையாதே மயிலே பூமி அதிறக்கூடிய முறையில பூமியில திட்டு திட்டு என்று காலவேற்பீச்சு நடப்பது பெரிய குற்றம் நேனித்த வாழ்வு நிறைவும் குறையுமே குயில ஆகையினால் உன்னுடைய ஜீவிதத்தில் ஆண்டவன் வகுத்த பணி இருக்கின்றதே அளவு அது குறைந்துவிடும் ஆகையினால நீ அந்த முறையில் நடக்காதே நடந்தால் பெரிய குற்றம் அதைத்தான் சொல்லுகின்ற சிலங்கை கட்டி குலுக்கு நடந்தேன் அல்லா அரசூ அல்லா அரசூலை மறந்து பயந்து நான் பயந்து பயப்படாதபடி நடந்த ஒரு காரணத்தை கொண்டு எனக்கு இப்பே வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் புத சொன்னார்களாம் அது மட்டுமல்ல அருமை பெரியோர்களே தாய்மார்களே இந்த பூமி காப்புகள் இருக்கின்றதே ஒரு நாளைக்கு நம்மளை ஐந்து முறை அடைக்கின்ற பயந்து நடந்துகொள் என்று நம்மளை பார்த்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை நம்மளை எச்சரிக்கின்ற நாம பயப்படாம நடக்கின்றோம் ஆகையினால் அதைத்தான் சொல்லுகின்றார் இப்படி ஒரு நேரம் இருக்கிறது மறந்து மாந்தர்களே தாய்மார்களே என்று நம்மளுக்கு எச்சரித்து சொல்லுகின்றார் இது மட்டுமல்ல ஒரு பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுகின்றதை பார்த்த அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்ற அன்பு மகளே அருமை கண்மணியான மகளே ஆடிய அடைவதில் தனையும் சொல் ஏற்றே வாழை தாசன் இத்தனையும் சொல்வதென்ன நாட்டில் உள்ள பெண்களுக்கு நல்லொழுக்கம் வேணும் அம்மா நாட்டில் உள்ள பெண்களுக்கு என்னை கேட்கின்றான் மகளே என்னுடைய கண்ணிறைந்த மகளே ஆடிய சைக்கிள் இட்டு ஆட்டி உன்னை அரைப்பதென்ன கடகத்துடைய வழக்குகள் வைத்து ஆட்டி எண்ணெயை பிடிவது போல உன்னை பயங்கரமான வேதனை கொடுக்கின்றார்கள் என்ன குற்றம் செய்தாய் கூடிய குமல்களை குடியை கெடுத்தேன் அம்மா அதாவது என் அருமை தாயே நான் பெற்றதும் காணாது என்று சொல்லி பக்கம் பக்கம் உள்ள குமல்களையும் கெடும்படியாக செய்தேன் அதனால் எனக்கு இப்பேற்கு ஒரு பயங்கர வேதனை கொடுக்கப்படுகின்ற ஆகைய நாளே அன்பு தாயவர்களே இதுதான் நான் செய்த தகுந்த தண்டனை என்று அந்த மகள் பதில் ஆனால் இந்த பாடலை பாடிய மகான் கவி வாழைதாசன் என்று சொல்லக்கூடிய கவிஞர் கடைசியாக சொல்லிக் காட்டுகின்றார் ஏட்டினில் வாழைதாசன் இத்தனையும் சொல்வதென்ன நாட்டில் உள்ள பெண்களுக்கு நல்லொழுக்கும் வரணுமால் உலகத்தில் உண்டாவாகிய பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமும் நல்ல ஒரு பயமும் நல்ல ஒரு பக்தியும் வர வேண்டும் என்று இந்த பாடலை நான் சிறப்புற பாடுகின்றேன் ஆகையினால் அதுபோன்று அருமை தாயவர்களே பி வி நாயகியினுடைய சவாயத்தை பெற வேண்டுமே அவனுக்குரியல் கிடைத்து முஸ்தீன் பாலத்தை கலந்து நாம் சொர்க்கத்தில் முந்திக் கொள்ள வேண்டுமே இந்த உலகத்தில் அல்லா அரசூருக்கு பயந்து தன்னுடைய கணவருக்கு நல்ல முறையிலே எதிர்மத்து செய்து தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி அல்லாரசூருக்கு பயந்தவர்களாக அயங்காரம் தொடக்கூடியவர்களாக நம் அனைவர்களும் ஆகும் ஆண்டவன் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இந்த பீர்சாவுடைய அதிரை இத்தோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம்